எண்ணங்களை மாற்றினால் வாழ்க்கை மாறும் என்பதை உணரும் போது எதுவும் சாத்தியம் என்பது உங்களுக்கு புரியும் ஒரு சொல் போதுமென்றால் இன்னொரு சொல்லை பயன்படுத்தாதீர்கள் எவ்வளவு சொல்லையும் பயன் இல்லை என்றால் ஒரு சொல்லையும் வீணாக்காதீர்கள் தன்னை அடக்க பழகிக் கொண்டவன் வேறு எதற்கும் சிக்க தகுதி உள்ளவனே உலகில் நன்றாக வாழ தகுதி உள்ளவன் கனவுகளை அடைய என்ற ஒன்றிற்கு உயிர் கொடுப்பீர்களே ஆனால் ஒரு நாள் உங்கள் கனவுகள் ஆகும் இப்போது நம் பேச்சுக்கு ஒரு ஒரு இடத்தில் மதிப்பில்லை எனத் தெரிகிறதோ அப்போது அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள் அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு அடுத்தவரை காக்க வைப்பதும் அலைக்கழிப்பதும் அலட்சியப்படுத்துவதும் தான் தங்கள் தகுதிக்கு அழகு என்று பலர் நினைக்கிறார்கள் உண்மையில் அவர்கள் தகுதியை தாழ்த்தக்கூடியது அதுதான் நீங்கள் தவறு செய்யாவிடிலும் மன்னிப்பு கேளுங்கள் மன்னிப்பு மறுக்கப்படுமாயின் திமராகவே இருந்து விடுங்கள் இறங்கி போவதால் நமது அருமை பிறருக்கு புரிவதில்லை தைரியமாக இருங்கள் ஆபத்துக்களை விட்டு விலகி ஓடாதீர்கள் அவற்றை எதிர்கொள்ளுங்கள் ஏனென்றால் அனுபவத்திற்கு மாற்று வேறொன்று இல்லவே இல்லை வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல்லுங்கள் சில பேருக்கு மிகவும் நன்றி சொல்லுங்கள் பல பேர் நம் வாழ்க்கையில் பாடம் கற்பிக்க வந்தவர்கள் சில பேர் பாடமாகவே வந்தவர்கள் செய்திகள் தொடரும்